சகோதரி தான் என்னுடைய வேதாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு இந்த பிஸ்னஸ் கொடுத்தாங்க பட் ஆனால் நான் எடுக்கலை இந்த பிஸ்னஸ் காரணம் என்ன அப்படின்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மேலே உள்ள ஒரு விருப்பு ஒரு ஏழு கம்பெனியில போய் பணத்தை விட்டுட்டு வந்ததுனால நான் இந்த பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அகைன் ஒன்றரை வருஷம் கழிச்சு எனக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி தேதி அக்கா எனக்கு இந்த பிஸ்னஸ் கொடுத்தாங்க அப்பம்போது பிஸ்னஸ் பிளான் கேட்டு என்னால் இந்த பிஸ்னஸ் எடுக்க முடியலை காரணம் என்ன அப்படின்னா கொரோனா சுச்சுவேஷன் தான் பொருளாதார பிரச்சனை எல்லாருமே கடன் எல்லாருமே கடன் கடன் வாங்கி தான் சாப்பிடக்கூடிய நிலைமை அந்த ஒரு நிலமையில் எனக்கு ஏல் ஐடி முப்பத்தெட்டாயிரத்தி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு பிஸ்னஸ் வைப்பை எனக்கு அக்கா வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க இதுக்கெலாம் கிளாப் பண்ணுவோம் யாருமே ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபாய் கூட உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து சும்மா கொடுன்னு கேட்டால் கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா வெளிய வரும் நீங்க கேட்காம போயிருவீங்க சரிங்களா ஏன்னா இந்த ஒரு கம்பெனியில மூன்ற மாசம் ஆகுது நான் இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்து மூன்ற மாசத்துல எனக்கு லாஸ்ட் மந்த் டுவெண்டில வந்து கண்ட்ரோல் லீடர் மீட்டிங் பண்ணாங்க அதுல எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு ஒரு ரெகக்னைசன் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் இந்த ஆக்சி இந்தியா பிசினஸ் பத்தாயிரம் அது போக மூன்ற வருஷி மாசத்துல ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கேன் எழுபதாயிரம் ரூபாய் வருங்க ஏன்னா அப்படி ஒரு பிசினஸ் தான் நம்ம எல்லாருமே இந்த ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்க எல்லாத்தையும் கிடைச்சிருக்கு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா மாறுங்க தேங்க்யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் யார் பேச போறது நானே ஹோஸ்டா மாரிக்குறேன் என்னோட அக்கா एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க இருந்து தான் சரிங்க சரிங்க एक्चुअली ஏ அப்டினா எனக்கு வந்து வேதாகா தான் பிசினஸ் கொடுத்தாங்க பட் எனக்கு இந்த ஒரு பிசினஸ்ல சப்போர்ட் பண்ணி என்னோட அப்ளைனா இருக்குறது என்னோட ஹேமாலதாகா அவங்களோட டெஸ்டிமோனி கேப்போம் குட் மார்னிங் டு ஆல் என்னோட பேர் ஹேமலதா கேக்குதுங்களா என்னோட சீனியர் பார்ட்னர் வேத சக்தி மேடம் தான் அவங்க எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் குடுக்கும்பொழுது நான் எடுக்கல எடுக்க தவறிட்டேன் அதனோட லாஸ் எனக்கு நிறைய கண்ணுக்கு நேராவே நான் பார்த்திருக்கேன் இப்ப நான் வந்து ஜாயின் பண்ணி கடந்த ஒரு மூணு மாசத்துல எனக்கு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அப்படிங்குற போஸ்டிங் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த விஷயத்துல நீங்க புதுப்பாதை அமைக்க வேண்டும் போனாலும் முதலில் நீங்கள் சந்திக்க போவது அவமரியாதைகளையும் அவமதிப்புகளையும் தான் அதை தாண்டித்தான் வாழ்க்கை இருக்கிறது இன்றைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு காட்டன் வேஷ்டி பிராண்ட் இன்னைக்கு ரொம்ப பெருசாங்க ஆனா ஒரு காலத்துல அவர் ஆரம்பிச்ச போது அந்த நிறுவனர் தலைச்சுமையா அந்த வேட்டியை எடுத்துக்கிட்டு கடை போய் விற்பாரோம் தலச்சுமன தெரியும் உங்களுக்கு தலையில கூட வச்சுட்டு அதுல வேஷ்டியை வச்சுக்கிட்டு போவாரோ அந்த பஜார்ல இருக்கிற முதல் கடை அங்க போய் முதலாளி பேசுவேன்மா முதலாளி என்று கேட்கிற போது அந்த ஆள் ஒவ்வொரு நாளும் வெள்ள வந்து கெட்ட வார்த்தையால வெய்வாரும் ஏண்டா தினோ வந்து உயிரிடுக்கிற போனா இவர் அடுத்த கடைக்கு போவார் அடுத்த நாள் நிச்சயமா வந்து கேட்பார் இது பல நாட்களாக தொடர்ந்தது ஒரு நாள் இவர் போய் கேட்கிற போது அங்க முதல் கடையினுடைய முதலாளி பயங்கர மோசமான மூட்ல இருந்தார் இப்ப உடனே நமக்கு எல்லாம் இந்த சிச்சுவேஷன்ல என்ன செஞ்சிருப்போம் வாடி மாப்பிள்ளோ வேணானா வேணான்னு சொல்லு அதை விட்டு நீ குரல நீ இது ரெண்டாவது இவர் என்ன பண்ணிப்பாரு அவர் என்ன சொன்னார இழக்கி வச்சுட்டு முதலாளி தினம் உங்க கடைக்கு வர நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் தினம் உங்களை வந்து கேட்கிறேன் ஏன் உங்க முகத்தை பார்த்துட்டு போனா அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குது முதலாளி சின்ன விஷயம் தான் ஆனா தன்னுடைய ஈகோ தூண்டப்படுகிற போது கோவப்படாமல் அடுத்த மனிதர்களை தன் வசம் ஈர்க்கிறதை உங்களுக்கு என்ன தேவை அவமானங்களை விழுங்குகிற சக்தி நமக்கு தேவை அதுதான் ரொம்ப முக்கியம்